Andal, kita tengok. Hey, cantik. Dan itu, dan itu. இந்த சீஸ்ல அதாவது என்ன எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க சொல்லுங்க என் பேரு நவாஸ்கான் என் பேரு அனில்மார் ப்ரோ விசாகப்பட்டனி கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இப்போதைக்கு இந்த கேம் ஆட சூஸ் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் வெளியில யாரும் வெளியே போகாது என்ன நெகட்டிவ் தானே யாருக்கும் ஒருத்தர் கடைசியா இருக்கிறவங்க And half lakhs, million coins uh, uh, okay. in the coffee coffee pool. 100 pounds of powder வாங்க அதையா யூஸ் பண்ண போறோம் இந்த pool பூல் நிறைய ஒரு ஸ்டாண்டர்ட் ஏஷியன் விளையாட போறாங்கன்னு சுத்தமா தெரியாது மூணு கேம் விளையாட போறீங்க ஒவ்வொரு கேம்லையும் ஒருத்தர் எலிமினேட் ஆயிடுவாரு இப்ப அந்த ஸ்டார்ட் ஆக போகுது நாலு பேர்ல யார் எலிமினாக சொல்லணும் உங்களுக்கு இல்லையா என்ன ஒரு ஒருத்தர் மட்டும்பம்னாலும்ன்னு முன்னாடி என்ன இருக்கு நினைக்கிறேன் நான் அவர் தான் அந்த கோல்பிடிச்சு அவங்க தான் இப்படி மொத்தமா இந்த கேம்ல மூணு ரவுண்ட் இருக்க போகுது. மூணு வாட்டி நான் காயின்ஸ போட போறேன். இந்த மூணு ரவுண்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் எந்த கான்டெஸ்டன்ட் காயினை கண்டுபிடிக்க முடியாம நிக்கிறாரோ அவர் எலிமினேட் ஆயிடுவார். சோ அவர் போய்டுவார். இந்த கேம்ல என்னென்றதுவான ரூல்ஸ் எல்லாம் கான்டெஸ்டன்ட் எப்படியாவது அவரோட பிரேன யூஸ் பண்ணி 골ட் காயினை கண்டுபிடிக்க ஆகணும். ஈவன் ஒரு கான்டெஸ்டன்ட் இன்னொரு கான்டெஸ்டன்ட் கிட்ட இருந்து 골ட் காயினை புடுங்கிக்கிட்டு கூட இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போகுது. சோ ரவுண்ட் 1 ஆரம்பிச்சிடலாம். வாங்க. உங்களுக்கு எக்ஸாக்ட்டா 15 செகண்ட்ஸ் இருக்கு. அதுக்குள்ள நீங்க இந்த புல்லுல இருக்கணும். ஆர் யூ ரெடி? ஸ்டார்ட். 15 14 13 wow 3 2 oh wow okay guys very good and the coins eduthutu vanga ipo na idikulla coins ah poda pora gold coin idho irukku nalla paathukenga idatha neenga kaattu pidikinom okay kana mudunga bang bang such speed பைனபேர் இந்த गर्ल्स இருக்கறது இவங்களை என்கரேஜ் பண்றதுக்காக இல்ல அவங்களை மிஸ்லீட் பண்றதுக்கு कंफ्यूज பண்றதுக்காகடா કોણ யார்க한테 கடச்சதுன்னா நீ அவங்க கிட்ட இருந்து புடுங்கிக்கலாம் நீங்க பாருங்க அங்க பாருங்க அவக்கிட்ட કોائن இருக்கு அவக்கிட்ட કોائن இருக்கு நாளை મોનું அவக்கிட்ட કોائن இருக்கு நல்லா பாத்து பாருங்க அவுட் ரவுண்ட் 1 ஆரம்பிச்ச ஆல்மோஸ்ட் হাফ ஹவர் ஆயிடுச்சு இன்ன�அந்த ગોલ કાના அவங்க கண்டு பிடிக்கவே இல்ல பாத்து জাগத்து येतेடுங்க bro என்கிட்ட இல்ல என்ன யாருக்கும் கிடைக்கல போற சரிங்க கே கேமரால இந்த பக்கம் வாங்க என்னாச்சு உங்களுக்கு என்னாச்சு ரோ வாங்க அந்த பக்கம் போய் உட்கார்றலாம் ரிலாக்ஸ் ஆகங்க ரெஸ்ட் எடுத்துக்கங்க அப்படியே கொஞ்சம் வறுமை படுக்கவைங்க கவல படாதீங்க இந்த சீரிஸ்ல நாங்க எல்லாமே ரொம்ப கேர்ஃபுல்லா தான் பண்ணிட்டு இருக்கோம் ரிசார்ட்ல ஒரு டாக்டர வச்சிருக்கோம் சேफ्टी மெஷர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டோம் வாட்டர் எடுத்து வாங்க வாட்டர் எடுத்து வாங்க சீக்கிரம் ஒண்ணு இல்ல தண்ணி குடிங்க என்ன உள்ள சண்டை போடுறீங்களா என்ன யாரதுங்களை அடிச்சாங்களா இல்ல ப்ரோ கால்நடைக்குதான் போன பாக்கணும் என்ன ப்ரோ கேம கேம் விளையாடணும் அவரோட எல்லாமே இதுதான் வருதா உங்களுக்கு விளதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க இந்த கோல் காயின் ரொம்ப தின்னா இருக்கிறதுனால கஷ்டமா இருக்கு ஒண்ணு பண்ணலாம் இனிமே நான் அவங்க சேஃப் ஆயிடுவாங்க கம்மியா கலெக்ட் பண்ணுவாங்க அதிகமாக பண்ணுவாங்க அதிகமா புடுங்க மூணு கண்டஸ்டன்ட்ல ஒரு கண்டஸ்டன் ஆரம்பிச்சிட்டாரு என்ன பாக்கெட்ல இருந்து எடுக்கிறாரா நீடிக்கோட தேவை இருக்க அவர் தான் அப்படியே தள்ளி ஓட்டுறாரு உள்ள காயின்ஸ் தேடிக்கிட்டு இருக்கும்போது வந்து என் கால் எல்லாம் மிதிக்கறான் தண்ணி விடுறான் தண்ணிக்குள்ள அமுக்குறான் bro கேமா தான bro புரியிக்கலாம் அப்படி அதுக்கு தண்ணியில அமுக்குற அதெல்லாம் முடியாது bro கேம்னா கேம் தான bro நியரா இருந்தால அப்படி தான் பண்ணனும் இல்ல நான் எर्द கத்திட்டே இருக்கேன் நி르துங்க நி르துங்கன்னு sorry bro ஏம் பேச்ச நீங்க கேம்ல அப்படி பண்ண மாட்டோம் bro மனசு இல்ல அந்த டென்ஷன்ல ஏதோ பண்ணிட்டேன் bro sorry bro உங்களுக்கு கொடுத்தது 3 minutes time அதுல நீங்க அடிச்சிட்டு இருந்தீங்கனா காயின்ஸ் அப்படியே கலெக்ட் பண்ணுவீங்க நீங்க மத்தவங்க கிட்டது புரியிக்கலாம் அத நான் தான் சொல்றேன் ஹக் பண்ணிக்கங்க சரி அக்கவுண்டிங் பண்ணலாம் வாங்க இந்த கேம்ல நம்ம சேஃப் ஆகிறதுக்கு மற்றவங்க கிட்ட কয়ன்ஸ் கம்மியா இருந்தாலே போதும் இன் ஃபேக்ட் இத பேஸ் பண்ணி தான் மற்றவங்க கிட்ட இருந்து কয়ன்ஸ் புடுங்க கிளान சொன்னேன் நம்ம இந்த கான்ஸ்டன்ட் கான்செப்ட் ரொம்ப சூப்பர் வொர்க் அவுட் பண்ணாரு ஃபர்ஸ்ட் ஒரு கான்ஸ்டன்ட் கிட்ட இருந்து কয়ன்ஸ் புடுங்கிட்டு அவর கிட்ட அதிகமா இருக்கறதா பாத்துக்கிட்டாரு at the same time மற்ற கான்ஸ்டன்ட்ஸ் அதாவது ஒரு கான்ஸ்டன்ட் கிட்டயாவது தன்னவிட কয়ன்ஸ் கம்மியா இருக்கிற மாதிரி பாத்துக்கிட்டாரே அதுக்கு அப்புறம் டைம் ஆகும் போது கான்ஸ்டன்ட்ஸ டிஸ்டராக்ட் பண்ணி কয়ன்ஸ்அ கலெக்ட் பண்ண விடாம பாத்துக்கிட்டாரே பெல் எக்ஸிக்யூட்டட் சரி இப்போ யார்கிட்ட அதிகமான কয়ன்ஸ் இருக்கேன்னு பார்க்கலாம் கவுன்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க 455774048 oh my god bro bro bro it's cheating bro avaru yan packet la thelathi eduthitar bro kelathi yan packet la thelathi game bro avanga packet la ota pota thanilaye velundhru packet la kaiye vetti elathi eduthara bro parung kelichitaru packet parung ivurdan panara ivurdan thararu bro game bro game bro bro idha game e irunga inno round irukla alla paathukala vidinga kamikina bro 116 116 points nice nice next ningida edunga என்ன பேக் பாக்கெட் என்ன ப்ரோ பாக்கெட் தெரியுது நமக்கு கங்கிராச்சு கங்கராஜுலேஷன் ரொம்ப இம்பார்ட்டன் பாரு <laughs> <Ready laughs> C'mon oh, boys! We're in here. Come on. Secredit! Secrent, time areood! Come on! Me too much. Contestants, Nawaz, coins are there. Haa.. couldn't get سک錄 pouch. Do you want the come on blind? Come, come, come, come, come, come on! Bro! Good job bro! Did you play them? Yeah, bro. I remember time. என்னாச்சு இருக்குமாட்டீங்களா பண்றீங்க நீங்க பிரோ பிரோல விடுங்க ப்ரோ ப்ரோ மேல கேடு ஓ மேட்ட வந்தா ஓ விளையாடு வேணா வேணா ஸ்டாப் ப்ரோ லக் லக் ப்ரோ ப்ரோ பரவால்ல நீங்க வாங்க கேளுங்க ப்ரோ வேணா ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் விடுங்க ப்ரோ சண்டை போடாதீங்க இருங்க அவர் பேர் என்ன நானியா ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ஆகுங்க இதுக்கு முன்னாடி கேம்லயே அவர் கூட இப்டி தான் ப்ரோ பண்ணாவன் காய்ன்ஸ் காக்க வந்து அப்படியே ரிப்ஸ்ல அடிக்குறாரு ப்ரோ அவர் ஷட் பாருங்க ப்ரோ ஆ ஆ வந்து ஃபர்ஸ்ட் எல்போ வச்சு 얘는 ரிப்ஸ்ல அடிச்சார் bro ஓகே ஓகே எல்லாரும் எல்லாருகளுமே தெரியும் ஆ பாப்பாங்க ஃபேன்ஸ் இந்த கேம்ல புடிங்கிறது மட்டும் ஜென्युண்டா ஆனா நீங்க அடிச்சகாதுங்க ஓகே வா கேம்ல கை படுத்துன કંடிஸ்டன்ஸ் அகிரஸ்ஸிவ் ஆயிட்டாங்க கேம்ல தெரியாம पडலாம் இன்டென்ஷன் எதுவும் இல்லாம கூட இருக்கலாம் சோ மூன் ガイズ கம் ஆன் நல்லா சர்ச் பண்ணுங்க கிடைக்கும் 8 7 2 1 ஓவர் வாங்க बढ़िया வாங்க बढ़िया வாங்க சீக்கிரமா சர்வர் கேம் கேம் மாதிரி ஆடல சார் இவர ஐச்சூலி கேம் ரூல்ஸ் கான்செப்ட் எடுத்துக்கலாம் சார் எடுத்துக்கலன போனா ரிப்ஸ்ல அடிக்கிறாரு எல்போ உச்சிங்க அடிக்கிறாரு அவரு கிட்ட வந்து போகும்போது அவரை அடிக்கிறாரு நான் அவருவேல கேம் கோயின் வாங்குறது பாலேட் தான் அது ஒண்ணும் தப்பு இல்ல தப்பிக்கிறதுக்கு என்ன எல்போல அப்படியே அடிக்கிறாரு ப்ரோ இங்க தப்பிக்கிறதுக்கு நான் ஓகே ஆனா வேணும்னு அடிக்கலல அது வேணும்டை அப்படி பண்றாரோ இல்ல ஏப நீ யாரது அடிபாங்களா ப்ரோ அவர் நேனே நேனே சண்டை போட்டாரு யார்கூட ஆமா சண்டை போட்டாரு ரொம்ப ஹாரடா பண்றாரு நீ சட்டு கிள்ளிடுச்சா ஒருத்தர் எலேட் ஆக போறாரு அது யாரு என்னங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் எது உங்களை ஒருத்தர் மட்டும்தான் அடுத்த கேமுக்குறீங்களா எடுத்து நினைக்கிறீங்களா நீங்க ஏன் நினைக்கிறீங்க மட்டும்ிக்க முடிய And the 26 ஒருத்தர் தான் கேக்க முடியும் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு வெச்சுக்கங்க. நீங்க எல்லாரும் ஹெல்ப் பண்ணி தான் இங்க வந்திருக்கீங்க. சோ நான் யாரையும் டிசாப்ாயிண்ட் பண்ண மாட்டேன். ஜெயிக்கற உங்களுக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். ஆனா எல்லாருக்கும் 10000 கன்ஃபார்ம். ஓகேவா? அப்புறம் உங்களோட ஒரு செல்ஃபி சார். சார் சரி நம்ம நவாஸ்க்கு சண்டா குடுத்துறலாமா? கண்டிப்பா bro. ஓகே. ஆல் தி பெஸ்ட் bro. Thanks bro. ஆல் தி பெஸ்ட். ஹே நவாஸ். நவாஸ். என்னத்தையும்ஸ்க்கு <laughs> <laughs>